அவர்களே இது ஒளிவழியாக நீங்கள் கேட்கவிருக்கும் சிறுகதை அதிசயப்பெண் பெற்ற தந்தையே தன்னுடைய மகளுடைய குணம் சரியில்லை அப்படின்னு அவளை பெண் பார்க்க வரும் மாப்பிள்ளைகள்ட்ட சொல்றாரு அவர் ஏன் அப்படி சொல்றாரு அவர் சொல்றதற்கான காரணம் என்ன ஒரு தகப்பனே தன்னுடைய பெண்ணை பத்தி இப்படி பேசுனா அவளை யாரு திருமணம் செஞ்சுக்குவா ஏன் அவரு எப்படி சொல்றாரு காரணங்களை தெரிஞ்சுக்கலாம் இந்த கதையை கேளுங்க கீவா ஜெகநாதன் அவர்கள் எழுதிய அதிசய பெண் என்ற சிறுகதையைதான் இப்ப நீங்க கேட்க போறீங்க ஒரு ஊர்ல வித்யாதர் என்ற அறிவாளி இருக்காரு அவருக்கு ஒரு பெண் இருக்கா அவளுடைய பெயர் வித்யாவதி அந்த பெண் ரொம்ப செல்லமாவும் வசதியாவும் வளர்ந்த பெண் வித்யாவதி ரொம்ப அழகா இருப்பா அவளை போன்ற அழகு உடைய பெண்கள் இந்த உலகத்திலேயே ஒன்னு ரெண்டு பேர் தான் இருப்பாங்க அந்த அழகிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அந்த ஊர்ல நீ நான் போட்டி நிலவுது அந்த ஊர்ல இருக்கிற பணக்கார பிள்ளைகளும் அரச அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஆசைப்படுறாங்க ஆனால் வித்யாதர் வந்து ஒரு சிறந்த அறிவாளிக்கு தான் என்னுடைய பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு மனசுல நினச்சிக்கிட்டு இருக்காரு அதனால யாராவது அவர்கிட்ட பெண் கேட்டு வந்தா இவளுடைய அழகை பார்த்து ஏமாந்து போயிடாதீங்க இவளுடைய சுபாவத்தை நான் எடுத்து சொன்னேன்னா நீங்களே இவளை விரும்ப மாட்டீங்க அப்படின்னு சொல்றாரு ஒரு தகப்பன்னே தன்னுடைய பெண்ணை பத்தி இப்படி சொல்லும் பொழுது யாராவது அதை நம்பாம இருப்பாங்களா அதனால வந்தவங்க எல்லாருமே திரும்பி திரும்பி போயிட்றாங்க ஒரு நாள் ஒருத்தவரான் உங்க பெண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஆசைப்பட்றேன் நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கறான் வித்யாதர் வழக்கம் போல அவள் சுபாவம் உனக்கு பிடிக்காதே அப்படின்னு சொல்கிறாரு அவள் சுபாவம் தான் என்ன அப்படின்னு அவன் கேட்குறான் உடனே அவர் சொல்கிறாரு அதை என்ப்பா கேட்குற ஒன்னா ரெண்டா அவளை பற்றி சொல்கிறதுக்கு நிறையா இருக்குது அவளை சமைக்க சொன்னா சமையலில் கல்லை போட்டு சமைக்கிறான் அதை நீ பொறுத்துப்பியா அப்படின்னு அவர் கேட்க வந்தவன் பேசாமல் எழுந்திரிச்சு போயிடறான் இப்போ ரெண்டாவதா ஒரு ஆள் ரொம்ப நாள் கழித்து வரான் அவன்கிட்டையும் அதை தான் சொல்கிறாரு சேர்த்து சொல்கிறாரு அவ கல்ல போட்டு சமப்பா சாப்பிட்டா ஆகார வஸ்துப வெளியில ஒன்னும் சரிப்பட்டு வரமாட்டாந்தான் இப்ப கொஞ்ச நாள் ஒருத்தன் வரான் அவன்கிட்டயும் முன்ன ரெண்டு பேர்ட்ட சொன்னதோட இன்னொன்னையும் சேர்த்து சொல்றாரு கல்லை போட்டு சமப்பா சாப்பிட்டா ஆகார வஸ்துப வெளியில எரிஞ்சிருவா இலையையும் வெட்டிய காயையும் வெந்த கல்லையும் கலந்துதான் சமைச்சு வப்பா அப்படின்னு சொல்றாரு அவன் அரண்டு போயிடுறான் சே இவ பொண்ணா இல்ல பேயா இவ்ளோ போய் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வந்தோமே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் எந்திரிச்சு போயிடறான் இப்போ நாலாவதா ஒட்டம் வரா அவன்கிட்டயும் வித்யாதர் வித்யாவதியோட அந்த சுபாவத்தை பத்தி வரிசையா பொய் பொய்யா அடுக்கிறாரு இந்த இன்னொன்னையும் கூட்டி சொல்றாரு வேகாத கட்ட குழம்ப ஊத்துவா அப்படின்னு சொல்றாரு பாவம் அந்த இளைஞன் துண்டக்கானும் துணியை காணும்னு எந்திரிச்சு ஓடியே போயிடறான் இப்ப அஞ்சாவதா ஒருத்தன் வரான் அவன்கிட்டையும் இன்னொன்னையும் சேர்த்து சொல்றாரு அவ ரெண்டு மாட்டின் மேல்தான் படுத்து தூங்குவா அப்படின்னு சொல்றாரு இதை கேட்டவனும் இது நம்மளுக்கு சரிபட்டு வராதுன்னு அவனு எங்கிட்டு போயிடான் யாரு வந்தாலும் இதே பாட்டை அவரு கடகடைன்னு எத்தனை முறை வேணாம்னு சொல்லுவார் கல்லை போட்டு சமைப்பா சாப்பிட்ட ஆகார வஸ்துவை தூக்கி எரிஞ்சிருவா வேகாத இலையையும் வெட்டின காயையும் வெந்த கல்லையும் கலந்து வைப்பா வேகாத கட்டக்குழம்பை ஊத்துவா ரெண்டு மாட்டின் மீதுதான் படுத்து தூங்குவா அப்படின்னு வர்றவங்க எல்லார்ட்டையும் சொல்றாரு இதுதான் அவளுடைய சுபாவம் உங்களுக்கு பிடிச்சா சொல்லுங்க என் மகளை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு இப்படி சொன்னா எவன் வந்து கட்டிப்பா எல்லாரும் வந்து வந்து பாத்துட்டு போயிடானுங்க இப்படியே பல மாதங்கள் கடந்துகிட்டு கடைசியில அழகும் அறிவும் உடைய ஒருத்தன் வரான் அவன் பேரு சுகுமாரன் வித்யார்த்த வந்து கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்காரு அப்ப மெதுவா சொல்றான் உங்க பெண் வித்யாவதியே எனக்கு பிடிச்சிருக்கு அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றான் இதை கேட்ட வித்யாதர் வழக்கம் அவருடைய காரியத்தை சொல்றாரு வரிசைய ஒவ்வொன்னையும் சொல்லி முடிக்கிறாரு இவனுக்கு சந்தேகம் வந்துருச்சு இவ்வளவு அறிவாளியான இவருக்கு ஒரு மக இருக்கிறானா அவளுக்கு ஒன்றுமே தெரியாமல் பொல்லாதவளாக இருப்பா கண்டிப்பாக இருக்க மாட்டான் இதில் ஏதோ ஒரு சூற்றமும் இருக்குது அப்படின்னு நினைக்கிறான் அந்த இளைஞன் அவள் என்ன செஞ்சாலும் சரி அதனால் நான் வருத்தப்படவே மாட்டேன் அவளை எனக்கு கல்யாணம் செஞ்சு வைங்க அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு வித்யாந்தர் சொல்றாரு இங்கே பாருப்பா நல்லா யோசிச்சுக்கோ கல்யாணம் பிறகு நீ வருத்தப்படக்கூடாது பாரு அதுக்காக தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு சுகுமாரன் சொல்றான் அதை பத்திலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க நான் கண்டிப்பாக வருத்தப்பட மாட்டேன் என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா உங்க பெண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி உங்களுக்கு சம்மதமா அதை மட்டும் சொல்லுங்க இல்லைன்னா இந்த பேச்சை இதோட விட்டுடலாம் அப்படின்னு சுகுமாரன்னு சொல்லிடுறான் வித்யாதருக்கு சுகுமாரனை ரொம்பவே பிடிச்சு போயிடுது அழகோட அறிவு நிறைஞ்சவனா இருக்கான் இவனுக்கே நம்ம மகளான வித்யாவதியை திருமணம் செஞ்சு வச்சிடலாம் அப்படின்னு அவரு வித்யாவதிக்கும் சுகுமாரனுக்கும் ஒரு நல்ல நாளில் கல்யாணம் நடக்குது அவங்களுடைய குடும்ப வாழ்க்கைய கணவன் மனைவியை அவங்க ஆரம்பிக்கிறாங்க அவளுடைய குணமும் அவ சமைக்கும் விதமும் அவனுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிடுது சுகுமாரன் மகா புத்திசாலி அதனால நாள் அடைவிலேயே தன்னுடைய மாமன்னார் சொன்ன அனைத்து விஷயங்களும் உண்மை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறான் ஒரு நாள் நான் கல்லை போட்டு சமைப்பேன்னு எங்கள் அப்பா சொன்னாரே நீங்கள் எப்படி என்னையை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிச்சிங்க அப்படின்னு வித்யாவதி தன்னுடைய கணவனை பார்த்து கேட்குறான் அதுக்கு சுகுமாரன் சொல்கிறான் உங்கள் அப்பா ஒன்றும் பொய் சொல்லலையே உண்மை தானே அது எப்படி நான் கல்லை போட்டு சமைப்பேன்னு சொன்னாரே அதை எப்படி நீங்கள் நம்பினீங்க அப்படின்னு கேட்குறாரு அதுவா உப்பு கல்லை போட்டு தானே சமைக்கிற உப்பு இல்லாமல் எப்படி சமைக்க முடியும் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான் சரி சாப்பிட்டா ஆகார வஸ்துவேன் காய் கறி சோறு எல்லாவற்றையும் படைக்கும் இலைதான் அப்படின்னு சொல்றான் சுகுமாரன் சரி இதுவும் சரி வேகாத இலையும் வெட்டின காயையும் வெந்த கல்லையும் போட்டு வைப்பேன் அப்படின்னு சொன்னாரே அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கறான் தினமும் செய்கிறாய் வேகாத இலை வெற்றிலை வெட்டியக்காய் அதனுடைய பாக்கு வெந்தது சுண்ணாம்பு இந்த மூன்றையும் கலந்துதானே எனக்கு தருகிறாய் அது எனக்கு பிடிக்காமல போயிடும் அப்படின்னு கேட்கறான் சுகுமாரன் அவளுக்கு ரொம்பவே சந்தோஷம் இந்த குழம்பு பற்றி என்ன சொல்கிறீர்கள் அப்படின்னு அவ கேட்கறான் அதுக்கு அவன் சொல்றான் அது சந்தன குழம்புன்னு எனக்கு தெரியாதா வேகாத கட்டை சந்தன கட்டை அதன் குழம்பு சந்தன குழம்பு அதை என்மேல் ஊற்றி ஊற்றி தானே என்னை மகிழ்விக்கிறாய் அப்படின்னு அவன் சொல்றான் சரி எல்லாம் சரி அந்த கடைசியாக இருக்கையே ரெண்டு மாட்டின் மீது தூங்குவேன் அப்படின்னு எங்க அப்பா சொன்னாரே அதுக்கு என்ன நீங்க அர்த்தம் வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கிறாரு நான் கூட தான் கால் மாடு தலை மாடுன்னு ரெண்டு மாட்டின் மீது தூங்குகிறேன் நீ தூங்குவது மட்டும் என்ன அதிசயமா அப்படின்னு கேட்கிறான் அவன் அவளுக்கு ரொம்பவே சந்தோஷமாகிறது என் தகப்பனார் எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு இருந்தாரு உங்களை மட்டும் அவரால் ஏமாற்றவே முடியல அப்படின்னு சொல்லி சிரிக்கிறான் இந்த சிறுகதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவிடுங்க ஒப்பொண்ட மலர் கால் கனி ஆகியவற்றிற்கு குறைவே இல்லை திணை சாமை பறகு முதலிய தானியங்களும் நன்கு விளைந்தன இந்த அடையிய சூழ்நிலையில் அவர்களுடைய காதல் வளர்ந்தது இளமையும் எழிலும் நிறைந்த இணையாக இருந்தார்கள் அவன் பெயர் முருகன் அவள் பெயர் மெல்லியர் அவன் அவளை கொஞ்சலாக மெல்லி என்று அழைப்பான் நாகரிகம் முளைக்காத காலம் அது நகரம் என்பதையே அறியாத காலத்தில் நாகரிகம் எங்கிருந்து உண்டாகும் இலிகளையும் பட்டைகளையும் ஆடையாக உடுத்து மலரையும் வித்தையும் அணியாக அணிந்து மக்கள் இன்புற்றார்கள் புற தோற்றத்தில் இன்று காணும் விரிவான பண்டங்களும் அமைப்புகளும் அன்று இல்லை மிக அருமையாக மக்களின் அகத்தே காணப்படும் அன்பும் அமைதியும் அக்கால மக்களின் உள்ளத்தில் விளங்கின மேலே சொன்ன மலைசார் சிற்றூரில் அமைதியாக வாழ்ந்த மக்களிடையே கதிரவனையும் திங்களையும் போல இவ்விரு காதலர்களும் வாழ்ந்தார்கள் அவர்களுக்கு சுறுசுறுப்பாக மானையும் சிங்கத்தையும் போல துள்ளி குதித்து வேலை செய்வதும் விளையாடையும் பொழுதுபோக்க தெரியும் காதல் புரிய தெரியும் கலகளவென்று காளையும் மாலையும் அவர்கள் காட்டினூடே சென்று மலர்களையும் காய்கனிகளையும் தொகுத்து வருவார்கள் அருவி காளாக ஓடும் ஒரு இடத்தில் மூங்கில் அடர்ந்து வளர்ந்திருந்தது அப்புதரின் அருகில் அருவியின் குதித்து நுண்ள்ளியை வீசும் பாறை ஒன்று உண்டு அங்கே அவ்விருவரும் அமர்ந்து மழையையும் வானையும் கண்களால் அளந்து பாத்தியின் புறுவார்கள் அவர்களுக்கு அதிகமாக பேச தெரியாது ஆனால் அவர்களுடைய கண்கள் தமக்குள்ளே பேசிக்கொள்ளும் அந்த பார்வைக்கு பொருளுரைக்க இன்று வளம் பெற்று விளங்கும் எந்த மொழியிலும் சொல்லில்லை அவர்களுடன் வாழ்ந்தவர்களுக்கு அவ்விருவருடைய காதலை கண்டு பொறாமை உண்டாகவில்லை வியப்புதான் உண்டாகியது அவர்கள் தங்களினும் உயர்ந்தவர்கள் என்ற உணர்ச்சி தோன்றியது அவர்களை வணங்க வேண்டும் என்ற ஆசை எழுந்தது ஆனால் அவர்களுக்கு காலில் விழுந்து வணங்க தெரியாது அவர்களை நெருங்காமல் நின்று கையை தூக்கி குவித்தனர் காமனும் ரதியையும் போல இவ்விருவரும் வாழ்ந்தார்கள் ஆனால் காதலின் தெய்வங்களாகிய அவர்களை பற்றிய கற்பனையை அவர்கள் அறியாதவர்கள் ஓடிக்கொண்டே இருந்தது அறிவியும் ஓடிக்கொண்டே இருந்தது அவர்கள் காதல் பாறை போல உறுதியாக இருந்தது என்றாவது காட்டுக்குள்ளே போகும் பொழுது அவனும் அவளும் மரச்செறிவின் ஓடி பிரிந்து விடுவார்கள் அவன் மெல்லி என்று கூவுமான் அந்த குரல் மழையில் பட்டு எதிரொலிக்கும் மான்களை விழித்து பார்க்க செய்யும் அவள் காதில் அந்த குரல் விழுந்தாள் அதற்கு எதிர்குரல் கொடுப்பாள் அதை சில்வண்டின் ஒளி என்று சொல்லலாமா ச அதில் இனிமையில்லையே அவன் முழங்கிய குரல் சிங்கத்தின் கர்ஜனை போல இருக்கும் அவள் கூவிய குரலோ இருதைத்துக்குள்ளே சென்று புகுந்துவிடும் அதில் ஓர் இனிமை நிலவும் இரண்டு குரலும் மலைசாரலில் ஒன்றை ஒன்று தழுவி எதிரொலிக்கும் அது மறைவதற்குள் அவர்கள் ஒன்று சேர்ந்து விடுவார்கள் அப்புறமும் ஓரொளி இரண்டு ஒளி கேட்கும் அவளை அவன் தேடி கூவிய குரல் ஒன்று இருவரும் இணைந்து ஒன்று பட்டபோது உண்டாகும் சிரிப்பொளி ஒன்று கச்சேரியின் இறுதியிலே தாள வாத்தியங்கள் சேர்ந்து ஒரு ஆவர்த்தம் வாசிப்பது போல இருக்கும் இந்த இணைந்த ஒளி அந்த சிரிப்பிலே தாளம் கட்டுவது போல இருக்கும் ஒளியே நடனமிடும் அவர்கள் உள்ளம் ஒன்றிணைந்து மகிழும் இன்ப நடனத்தின் புறத்தோற்றம் அது ஒட்டும் இரண்டளத்தின் தட்டு அது அவன் கடித்த பாதி கனியை அவள் சுவைத்து உண்ணுவாள் அவள் கடித்த பாதி கனியை அவன் உண்ணுவான் ஒரு இருவருக்கும் இடையே ஒரு விவாதம் எழுந்தது சிறு பூசலாக மாறியது அதை இல்லாவிட்டால் காதல் கணியும் கருக்காயும் போன்றதல்லவா ஒரு பழத்தை அவன் வைத்திருந்தான் நீ அதை பாதி கழித்து தின்றுவிட்டு தாய் என்றாள் அவள் நான் மட்டும் முழு பழத்தை கடிப்பேனா நீ கடித்து தந்ததைத்தான் நான் தின்பேன் என்றான் முருகன் அப்படியானால் இருவரும் ஒன்றாக தின்போம் என்று முடிவு கட்டினார்கள் ஒரே சமயத்தில் ஒரு காயை இருவரும் எப்படி தின்று கடிப்பது எதிரும் புதிருமாக நின்று கடித்தார்கள் பறிக்காமல் இருந்தபடியே கடித்து பார்த்தார்கள் அப்படியும் முடியவில்லை உடனே ஒரு தந்திரம் செய்தான் பழத்தை எடுத்து கடித்தான் அவள் கையில் கொடுத்தான் ஆனால் தான் கடித்ததை துப்பிவிட்டான் அவள் கடிக்காத பழம் அவனுக்கு இணைக்குமா அவள் அந்த குறைக்கணியை கடித்து உண்ட பின்னும் குறையாக்கினான் அதை அவன் சட்டென்று பிடுங்கி உண்டான் இருவரும் காடை அதிரும்படி சிரித்தார்கள் தேவலோகவாசிகளுக்கு கூட இந்த இன்பம் கிடைக்காதே தேவர்கள் அவர்களைக் கண்டு கண் போட்டுவிட்டார்களோ மாசும்ருவற்று விளங்கி அவளுடைய உடம்பில் ஏதோ கோளாறு உண்டாயிற்று அவனோடு அவளால் வெளியே வரவே முடியவில்லை இன்றியமையாத காரியங்களுக்கு மாத்திரம் அவன் வெளியே போய் வந்தான் அப்போதெல்லாம் அருவி முன்பு போல குளிர்ச்சியாக இல்லை மலர்கள் மனம் வீசவில்லை பறவைகளின் குரல் கவர்ச்சியாக இல்லை உலகமே அவனுக்கு சுவைக்கவில்லை காய் கனிகள் கொண்டு வந்து மெள்ளிக்கு அவள் சிறிதளவு உண்பாள் ஆனால் உடனே வாந்தி எடுத்து அவளுக்கு என்ன நோய் அவனுக்கு விளங்கவே இல்லை கடைசியில் ஆம் மெல்லி தன் முருகனை பிரிந்து சென்று விட்டான் அவள் மெல்லிய உடல் கீழே கிடந்தது அதை அவன் புரட்டி புரட்டி பார்த்தான் கையில் எடுத்தான் அது விரைப்பாக இருந்தது அவள் கண் நட்டு அது இருதயத்தை வெளிப்படுத்தும் மொழியில் பேசவில்லை இருதயமே நின்றுவிட்ட போது இனி எப்படி ஒழிக்கும் அவன் அவள் உடம்பை கட்டி கொண்ட ஆயிலில் அப்பொழுதுதான் அழுகிறான் முகத்தை தேய்த்து கொண்டான் இன்பமாக இருக்கும் இப்பொழுது அதில் ஒன்றுமே இல்லை அவனுக்கு ஒன்றுமே தோன்றவில்லை அந்த உடம்பு என்னை எழுந்திருக்காது அவனோடு காட்டுக்கு வராது அதன் தொண்டையிலிருந்து காட்டின் அந்தஹாரத்தை கிழித்து வரும் இன்பக்கு சொலி எழுப்பாது கொடி போல இருந்த உடம்பு இப்பொழுது மரமாகிவிட்டது இனி என்ன செய்வது அவன் கதறினான் அந்த சோக களத்திற்கு வந்து பார்க்க யாருக்குமே தைரியமில்லை ஆனால் தூரத்தில் எல்லோருமே கூட்டமாக வந்து நின்று கொண்டு பார்த்து கொண்டிருந்தார்கள் முருகன் இப்பொழுது பசியினாலும் சோகத்தினாலும் மயக்கம் போட்டு விழுந்து விட்டான் தூரத்தில் நின்றபர்கள் அவனும் பிணம் போல கிடைப்பதை கண்டார்கள் மெல்ல நெறிய வந்து பார்த்தார்கள் அவன் மயங்கி கிடப்பதை அறிந்து கொண்டார்கள் மூச்சு மெல்ல வந்து கொண்டிருந்தது தண்ணீரை முகத்தில் தெளித்தார்கள் அவன் கண்களை விழித்தான் சிறிது கணிகை கொடுத்தார்கள் பாதி மயக்கத்தில் அதை உண்டான் பிறகு தெளிவு பிறந்தது ஏன் என்னை செய்தீர்கள் என்று அழுதான் அவன் அவர்கள் அவனிடம் பயந்து கொண்டே ஆறுதல் கூறினார்கள் அந்த உடம்பினால் இனி ஒன்றும் பயனில்லை என்று எடுத்து சொன்னார்கள் நாள் ஆக ஆக அவ்வுடலில் அடிக்கத் தொடங்கியது அவன் அதை அணுகுவதற்கு கூசினான் எப்படியோ ஆறுதல் கூறி மெல்லியின் உடலை கொண்டு போய் புதைத்தார்கள் அவனுடைய விருப்பப்படியை நாள்தோறும் சென்று அமர்ந்து கொண்டு அலாவாகும் அந்த மூங்கில் புதரின் அடியில் அடக்கம் செய்தார்கள் அன்று தொடங்கி அவன் மற்ற வேலைகளையெல்லாம் மூங்கில் புதருக்கு அடையில் வந்து உட்கார்ந்து ஒரே யோசனையில் மெல்லி நிலத்தை பிளந்து கொண்டு தன் நல்லுருவோடு வந்து தன் முன் நிற்கப் போகிறாள் என்ற பைத்தியக்கார கற்பனை ஒன்று அவனுக்கு உண்டாயிற்று ஒவ்வொரு நாளும் காலையும் மாலையும் அங்கே சென்று நெடுநாளிகை அப்படியே அமர்ந்திருப்பான் காட்டிலே அவள் பிரிந்து சென்று விட்டால் மெல்லி என்று கூவி அழைப்பானே அப்படி கூவி அழைப்பான் அந்த குரலே எதிரொலிக்குமே அன்றி மெல்லியின் பெண் குரல் இயலாது ஒருவேளை தான் புதைத்து வைத்திருக்கும் இடத்தில்தான் மெல்லி குரல் கொடுப்பாளோ அவன் தன் காதை அவளை புதைத்த இடத்தில் வைத்து கேட்டு அப்படியே நெடுநேரம் படுத்து கிடப்பான் பாவம் ஏமாற்றத்தை அன்றி அவனுக்கு விறு என்ன கிடைக்கும் ஏதேனும் பறவைக்கு சென்று குரல் எழுப்பினால் அவள்தான் கூவுகிறாளோ என்று மயங்கி கிடப்பான் பிறகு உண்மை தெரிந்துவிடும் மாத அவன் அப்படியே பொழுதுபோக்கினான் மெல்லி கிடந்த இடத்தில் பசுமை படந்தது அங்கிருந்த மூங்கில் ஓங்கி வளர்ந்தன அவன் துயரமும் வளர்ந்ததையன்றி குறையவே இல்லை இரண்டு காதையும் நெறித்து கொண்டு கேட்டான் குரல்தான் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் உருவம் தோன்றவில்லையே அன்றி அந்த குரல் இனி உயிரே உருவம் குரல் அவளுடையதுதான் என்பதில் சந்தேகமே இல்லை காற்று வீசிக் கொண்டே இருந்தது அதனோடு இடையிவிட்டு இடை அந்த குரலும் கேட்டது அவன் மெல்ல மெல்லி என்று கூவினான் குதித்தான் துள்ளி நாலு திசையிலும் ஓடினான் குரல் எங்கிருந்தோ வருகிறது ஒளி மூங்கில் புதரின் மேலிருந்து வருவது போல உணர்ந்தான் அண்ணாந்து பார்த்தான் ஆம் நிச்சயமாக மெல்லி அந்த மூங்கில் புதருக்கு மேல்தான் இருக்கிறாள் காற்று வேகமாக வீசியது அந்த குரலும் சற்று உரத்து கேட்டது அவனுக்கு ஒரே எக்களிப்பு மெல்லி எங்கே இருக்கிறாய் என்று எழுந்து அங்கும் இங்கும் சுற்றினான் அதன் மேலே ஏறி பார்க்க வேண்டும் என்று தோன்றியது மறுபடியும் அந்த குரல் அவன் வேகமாக மரத்தின் மீது ஏறினான் உடம்பை அதன் முள் குத்தி கிழித்தது அதை அவன் பொருட்படுத்தவே இல்லை மேலே ஏறினான் அந்த ஒளி சற்று அதிகம் கேட்டது மெல்லி என்று கூவினான் காற்று வீசியது மீண்டும் குரல் கேட்டது அவன் அந்த குரல் எங்கிருந்தோ வருகிறது என்று ஆராய்ந்து கொண்டிருந்தான் மெல்லி எப்படியோ மூங்கிலுக்குள் புகுந்து கொண்டாலோ ஏன் அவள் வார்த்தை எதுவும் பேசாமல் வெறும் ஒளியை மட்டும் எழுப்பிக் கொண்டிருக்கிறாள் உண்மையை அவன் உணரவில்லை அவன் தன் உள்ளத்தை மெல்லியை வைத்திருந்தான் உலகம் முழுவதும் அவனுக்கு மெல்லியாகவே தோன்றியது உண்மை இதுதான் நன்றாக உயந்திருந்த மூங்கிலில் வண்டுகள் ஆங்காங்கே துளைத்திருந்தன காற்று வேகமாக வீசி மூங்கிலினுள் புகுந்து வெளிவரும் பொழுது இனிய ஒளி எழுப்பியது அந்த ஒளியையே மெல்லியின் குரலாக அவன் எண்ணி ஏமாந்தான் மூங்கிலில் இருந்து கொண்டு மெல்லி அழைப்பதாக முருகன் எண்ணினான் ஒளிவந்த மூங்கிலுக்கு அறையில் சென்றான் காற்று வீசும்போதெல்லாம் அந்த ஒளி எழுந்தது அவன்சி எழுந்தெல்லாம் இறங்கி காட்டுக்குள் சென்று கனிகளையும் காய்களையும் பறித்து உண்டுவிட்டு வந்து மறுபடியும் மூங்கில் மேல் ஏறி அமர்ந்து கொண்டான் ஒரு வாரமாயிற்று அவனுக்கு ஒரே யோசனை இந்த மூங்கிலை உழைத்துக் தன் குடிலைக்கு போனால் என்ன என்ற எண்ணம் உண்டாயிற்று சில நாளிகை யோசனையில் ஆழ்ந்தான் கடைசியில் மழக்கென்ற அந்த மூங்கிலை நுனி பகுதியை ஒடித்தான் வீட்டுக்கு கொண்டு போனான் அதை வைத்துக் கொண்டு குஞ்சினான் கண்ணில் ஒற்றிக் கொண்டான் முத்தமிட்டான் குடலுக்கு கொண்டு போன பிறகு அதில் ஒளி எழும்பவே இல்லை ஒரு கால் அந்த இடத்திலே இருந்தபடியே குரல் எழுப்புகிறாளோ மறுபடியும் அதை அருவி கரைக்கே கொண்டு போனான் அதில் ஒளி வரவே இல்லை ஐயோ நான் அவளை ஒடித்து விட்டேனா என்று அழுதான் அவன் மறுபடியும் என்னவோ தோன்றியது மூங்கிலை எடுத்து ஒரு துளையில் வாயை வைத்து முத்தமிட்டான் அப்போது ஒரு பெருமூச்சு வந்தது அதனால் ஒரு சிறிய ஒளியும் வந்தது மறுபடியும் அவன் ஆராய்ச்சி செய்ய தொடங்கினான் கடைசியில் வாயை வைத்து ஊதினால் அந்த ஒளி உண்டாவதை அறிந்து கொண்டான் அது முதல் அதை ஊதி கொண்டே இருந்தான் அவன் காற்றாக பேசினான் அவள் வெறும் ஒளியாக பேசினான் குழனின் ஒளியை போன்ற குரல் மெல்லிக்கு இருந்தது அவள் உயிரோடு இருந்த காலத்தில் அவள் குரல் ஒன்றுதான் அவனுக்கு தெரியும் குழலின் ஒளி தெரியாது யாருக்குமே தெரியாது இப்பொழுது குழலின் ஒளியை அவள் குரலாக அவன் எண்ணினான் அதை ஊதிக்கொண்டே உலாவினான் அவனுடைய நேசமானது அதில் வெளிப்பட்டது அவன் ஊத ஊத அவனுக்கே ஒரு புதுவித தேர்ச்சி உண்டாயிற்று ஆனால் அது அவனுக்கே தெரியவில்லை அவள்தான் வேறு வேறு வகையில் குரல் என்று நினைத்தான் ஊதிக்கொண்டே இருந்தான் அதுதான் உலகத்தின் முதல் உண்டான குழல் அதை கண்டு பிற்காலத்தில் புல்லாங்குழலை ஒன்றாக்கினார்கள் தன் காதலையே குழலாக இருந்து குரல் குடிக்கிறாள் என்ற மயக்க உணர்வோடு முருகன் வாழ்ந்தான் அவன் சோகத்தில் பிறந்ததுதான் இந்த புல்லாங்குழல் இந்த சிறுகதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவிடுங்க அடுத்ததாக நீங்கள் கேட்கவிருக்கும் சிறுகதை உயர்ந்த பரிசு ஒருவனுக்கு நம்ம பரிசு கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க அந்த பரிசு அவனுடைய திறமைக்கு ஏற்றதாவும் திறமைக்கு உரிய பரிசாகவும் இருக்கணும் அவனுடைய திறமையை அறிஞ்சு நம்ம பரிசு கொடுத்தாதான் அந்த பரிசு உயர்ந்த பரிசா கருதப்படும் அப்படி எப்படி உயர்ந்த பரிசா கொடுக்கலாம் எப்படி வந்த திறமைக்கு ஏற்ற பரிசு கொடுக்கலாம் அப்படிங்கிறத இந்த கதையை கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது கீவா ஜெகந்நாதன் அவர்கள் எழுதிய உயர்ந்த பரிசு ஒரு வித்தையாடி இருக்கான் அவன் அரச முன்னிலையில தன்னுடைய வித்தைகள் எல்லாத்தையும் கட்டிக்கிட்டு இருக்கான் தன்னோட உடம்ப பல வகையில வளைத்தும் நிமித்தியும் அவன் வித்த காமிச்சுக்கிட்டு இருக்கான் அவனுக்கு தெரிஞ்ச எல்லா வித்தையும் அங்கே சாமர்த்தியமா வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கான் அவன் பல வருஷமா இதை செஞ்சுக்கிட்டு இருந்தனால அவனுடைய உடம்பு அவனுடைய இஷ்டப்படி வளைந்து கொடுக்குது கஜ கர்ணம் கோகர்ணம் அப்படின்னு ரெண்டு வித்தை இருக்குது அந்த ரெண்டு வித்தையுமே அவனுக்கு கைவந்த கழுதான் அது என்னன்னா யானையானது நின்றபடியே தன்னுடைய காதை மட்டும் ஆட்டுமா அதே மாதிரி பசுவும் அதே மாதிரி செய்யும் இந்த மாதிரி வித்தையதான் இவன் இப்ப செய்ய போறான் அதுல அவன் வல்லவனும் கூட பசுவை போல ரெண்டு கைகளையும் கீழே ஊன்றி அவனுடைய காதை மட்டும் ஆட்டி காமிக்கிறான் அச்சு அசலா அவன் பசுவை போலவே நடிச்சு காட்டினத பார்த்து அங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஆரவாரமா கைத்தட்டி அவனை பாராட்டிக்கிட்டே இருக்காங்க இப்ப அவன் சொல்றான் உங்கள யாராவது என்ன சோதிச்சு பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா எந்த வகையில வேணாலும் நீங்க என்ன பரிச்சித்து பாக்கலாம் அதுக்கு நான் உங்களுக்கு அனுமதி தரேன் அப்படின்னு சொல்றான் அதை கேட்ட அரசர் என்ன பண்றாரு தன்னுடைய அரசவில இருக்கிற மந்திரிகள் யாரு வேணாலும் அவனை சோதிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு அவங்களும் தங்களுக்கு தெரிந்த வகையில அவனை பரிச்சித்து பாக்குறாங்க அவன் ரொம்ப சாதுர்ணியமாக அதில் வெற்றியும் பெறான் அதை பார்த்து அங்கே இருக்கிற எல்லோருக்குமே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஒருத்தனால் எப்படி இப்படி அச்சு அசலாக எல்லாத்தையும் பண்ண முடியும் அப்படின்னு ரொம்பவே வியந்தவனை பாராட்டிகிட்ருக்காங்க அவன் காட்டுற ஒவ்வொரு வித்தைக்கும் தகுந்த பரிசை அரசர் கொடுத்துக்கிட்டே இருக்காரு அவள் ஒரு வித்தை செஞ்சானா அதுக்கு ஒரு பரிசு அப்போவே வழங்கப்படும் அதை அவன் வாங்கி அவனோட பைகளில் வச்சுக்குவான் இந்த வித்தைக்கு பேர் தான் கோக்கர்ண வித்தை இதை அவன் செஞ்சு காட்டின போது அந்த ஜனங்களுடைய கூட்டத்துக்குள்ள ஒரு இடையெனம் இருக்கான் அவன் அந்த வித்தையை பார்த்துட்டு அவன் பக்கத்தில் வரான் ஒரு சின்ன கல்லை எடுத்து அந்த வித்தை காட்டிக்கிட்டு இருக்கான் இல்லையா அவன் மேலே போட்டுட்டு அவனையே ஊத்து கவனிச்சுக்கிட்டு இருக்கான் உடனே அந்த இடையனோட முகத்துல ஒரு பிரகாசமான ஒலி வருது ரொம்ப சந்தோஷப்படுறான் உடனே அவன் கம்பளிய பழைய கம்பளி அது ஓட்டைகள்லாம் இருக்கு அந்த கம்பளிய எடுத்து அவன் மேல வீசி எறியறான் வித்தையாடி அந்த பழைய கம்பளிய எடுத்து கண்கள்ல ஒத்திக்கிறான் உடனே அத பெட்டிக்குள்ளையும் வச்சுக்கிறான் மற்ற பரிசுகளையெல்லாம் இவன் அப்படி வாங்கி உடனே கண்ணில ஒத்திக்கல இத உயர்ந்த பரிசா அவன் நினைச்சு அதை வாங்கி கண்கள்ல ஒத்திக்கிட்டு அந்த பெட்டிக்குள்ள வைக்கிறான் இதை அரசரும் கவனிக்கிறாரு இதை கவனித்த அரசருக்கு ரொம்ப கோபம் வந்துடுது நம்ம கொடுத்த பரிசுகளை விட இவன் கொடுத்த அந்த ஓட்ட போட்ட அந்த பழைய கம்பளி எவ்வளவு பெருசு அதை மட்டும் வாங்கி கண்களில் ஒத்திக்கிறான் நம்ம கொடுத்த விலை உயர்ந்த பரிசுகளை எல்லாம் சாதாரணமாக தானே வாங்கி வைக்கிறான் அப்படி என்ன இந்த இடையின் கொடுத்த அந்த பழைய கம்பளியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கோபம் வந்திருக்கு இவன் வந்து தான் கொடுத்த அந்த பரிசுகளை வாங்கிட்டு தன்னை அவமானப்படுத்திட்டான் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு அவனும் எல்லா விதமான வித்தைகளையும் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கான் அரசரோட கண்களில் கோபம் கொப்பளிச்சுக்கிட்டு இருக்கு அது அந்த வித்தையாடிக்கு தெரியலை திரும்பவும் அவன் செய்கிற எல்லா வித்தைகளுக்குமே பரிசுகளை வழங்கிக்கிட்டே இருக்காங்க ஒரு அந்த வித்த நிகழ்ச்சியும் முடியுது எல்லோரும் அரசவையில் இருந்து களைஞ்சு போயிடுறாங்க அப்போ வித்தையாடிய அரசர் தனியாக கூப்பிட்றாரு இப்போ வித்தையாடி அரசர் முன்னாடி கை கட்டி ரொம்ப மரியாதையோட நிற்கிறான் இப்போ அரசர் சொல்றாரு நான் உனக்கு கொடுத்த பரிசுகள் எல்லாமே விலை உயர்ந்த பரிசுகள் அதை வாங்கும் பொழுது நீ சாதாரணமாக கை நீட்டி வாங்கி உன்னோட பெட்டிகளில் வச்சுக்கிட்ட அதை வாங்கும்போதும் சரி உன் பெட்டிகளில் வைக்கும்போதும் சரி உன் முகத்துல மரியாதை மட்டும்தான் இருந்துச்சு கொடுக்கறத வாங்கிக்கிட்ட ஆனா அந்த இடையன் ஒரு கிணஞ்சு போன கம்பெனியை தான் உனக்கு பரிசா கொடுத்தான் அதை கொடுக்கும் பொழுது உன்னோட முகத்துல அப்படி ஒரு மகிழ்ச்சி தெரிஞ்சிச்சு இன்னொன்னு அதை பவ்யமா வாங்கி உன் கண்களில் ஒற்றிக்கிட்ட அதுக்கப்புறம் இந்த பெட்டிக்குள்ள வச்ச இதன் நீ என்ன அவமானப்படுத்திட்ட இந்த அவமானத்துக்கு நீ தக்க தண்டனைய அனுபவிச்சே தீரணும் உனக்கு நான் தண்டனை கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு இதை கேட்ட வித்தையாடி சொல்றாரு அரசே என்ன மன்னிச்சிருங்க நான் செஞ்ச தவறுக்க நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஆனா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு அதை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் அதுக்கு பின்னாடி அது சரியா தப்பான்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டு எனக்கு தண்டனை கொடுங்க நான் மனசார ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான் இப்போ அரசர் கேட்கறது சரி சொல்லு உன் காரணம் தான் என்ன நானும் கேட்கறேன் அப்படின்னு சொல்றாரு வித்தியாடி சொல்றான் நான் கோகர்ண வித்தையை செய்யும் அதை நீங்க பல பேரை விட்டு என்னைய பரிசோதிச்சு பார்க்க சொன்னீங்க நிறைய பேரும் என்னை பரீட்சையும் செஞ்சாங்க அது எல்லாத்தையுமே நான் வெற்றியும் பெற்றேன் ஆனா இந்த இடையன் என்ன செஞ்சால் தெரியுமா ஒரு சின்ன கல்லை எடுத்துகிட்டு வந்து என் மேலே போட்டான் நானும் அந்த கல் விழுந்த இடத்த மட்டும் சுழிச்சு காமிச்சேன் பசுவோட உண்மையான சுபாவமே இது இந்த உண்மை அந்த இடையனுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அவனுடையே மாடு வளர்த்தலும் மாடு மேய்த்தலும் மாடை பத்தி நன்கு அறிந்திருந்த அவன் என்னை சோதிச்சு பார்க்க நினைச்சுதான் ஒரு சின்ன கல்லை எடுத்து என் எரிஞ்சா நான் அவனுடைய மன நன்றாகவே புரிஞ்சு வச்சிருந்தேன் அதனாலதான் அவன் எதிர்பார்த்தது போல அந்த இடத்த மட்டும் அதாவது கள் பட்ட அந்த இடத்தை மட்டும் நான் சுழிச்சு காமிச்சேன் அதுலதான் அந்த இடையன் மனம் மகிழ்ந்து அவனுக்கு மேல போர்த்து இருந்த அந்த பழைய கிழிஞ்ச அந்த கம்பளி போர்வைய எனக்கு பரிசா கொடுத்தான் என்னுடைய திறமை அறிஞ்சு அவன் கொடுத்த பரிசு எனக்கு ரொம்பவே சந்தோஷத்தை கொடுத்துச்சு நீங்க கொடுத்தது எவ்வளவு விலை உயர்ந்த பொருளை இருந்தாலும் அது என்னுடைய திறமைய அறிஞ்சு நீங்க கொடுத்த பரிசு கிடையாது அதனால தான் அவன் கொடுத்த அந்த பழைய கிழிஞ்ச கம்பளைய ராஜசபை அப்படிங்கிறத கூட அந்த மகிழ்ச்சியில மறந்து என் கண்களில் ஒற்றுக்கிட்டேன் இதுதான் அந்த காரணம் அப்படின்னு அரசர் கிட்ட வித்தையாடி எடுத்து சொல்லி முடிக்கிறாரு அரசருக்கும் அதுல இருக்கிற உண்மை புரிய வருது அவன் ஒரு நல்ல அறிவாளி அதனால வித்தையாடி சொன்னதுல இருந்த நியாயத்தையும் உண்மையும் தெரிஞ்சுக்கிறாரு விடைபட வைக்கிற அவங்களை வாங்கிக்கிட்டு அங்க இருந்து நகர்றான் அதுக்கு பின்னாடிதான் அரசர் ஒரு முக்கியமான வேலையை செய்யறாரு என்னன்னா அவனை பரிச்சித்து பார்த்தான் இல்லையா அந்த இடையன் அவனை அரண்மனைக்கு வர வச்சு பசுக்களை அரண்மனை அவனுடைய பாதுகாப்புல விடுறாரு அவனுக்கு அரசு உத்தியோகமும் கொடுக்கறாரு அந்த இடையனுக்கு எவ்வளவு நுட்பமான அறிவு இருந்துச்சுன்னா இப்படி ஒரு சோதனையை அந்த வித்தையாடி மீது அவன் சோதித்து பார்த்துருப்பான் அதனால தான் அவனுடைய திறமையை புரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு அரசு உத்தியோகமும் கொடுக்குறாரு இப்போது அரசர் இரண்டு விதமான திறமைகளுக்கு பரிசும் கொடுத்துட்டாரு வித்தையாடியோடைய அந்த வித்தைகளுக்கும் பரிசு கொடுத்தாச்சு இப்போ இந்த இடையனுடைய அறிவு நுட்பத்துக்கும் அவனுடைய திறமையை புரிஞ்சுக்கிட்டு அவனுக்கும் வேலை கொடுத்தாச்சு இந்த கதையில வர்ற மாதிரி மாட்டோட இந்த குணத்தை நம்மள எத்தனை பேர் கவனிச்சிருக்கோம்னு தெரியல நான் என்னுடைய சின்ன வயசுல கவனிச்சிருக்கேன் மாட்டுக்கு பயந்துக்கிட்டு ஒரு சின்ன கல்லை எடுத்து அதை மேலே எரிஞ்சிருக்கேன் அப்ப இதே ஒரு சுழிப்பை நான் பார்த்துருக்கேன் உங்கள எத்தனை பேர் இதை கவனிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல வந்து பதிவிடுங்க இந்த சிறுகதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவிடுங்க அடுத்ததாக நீங்கள் கேட்க விருக்கும் சிறுகதை கொள்ளையோ இந்த கொதைய பத்தி சொல்லணும்னா ஒரு பொறுப்பற்ற தகுதியற்ற ஒரு அரசனால அந்த நாட்டு மக்களும் பிற்காலத்துல அந்த அரசனே படும் இன்னல பத்தி சொல்றதுதான் இந்த கதை வாங்க கதைக்குள்ள போலாம் காட்டுக்கோட்டை ராஜாங்கம் சின்னதானாலும் கெடுபடிக்கு குறிவில்லை ராஜா மந்திரி சேனாதிபதி சட்டசபை எல்லாம் வக்கனையாகவே இருந்தன சேனாதிபதி போலீஸ்காரர்களுக்கு தலைவர் சட்டசபை என்பது நகரசபையை போல இருக்கும் காட்டுக்கோட்டை சட்டங்களை ஏற்றுவார்கள் ஆனால் எல்லா சட்டங்களுக்கும் அரசருடைய உடன்பாடு வேண்டும் அரசர் தனியே ஒரு சட்டம் செய்ய வேண்டும் என்று தாமாகவே விரும்பினால் மூச்சு பேச்சு இல்லாமல் அத்தனை பேரும் கையை தூக்கி அந்த சட்டத்தை நிறைவேற்றிவிட வேண்டும் இல்லையானால் சட்டசபை முழுவதையுமே களைத்துவிடும் உரிமை அரசுக்கு இருந்தது எப்படியோ எல்லா சட்டங்களும் சட்டசபையின் மூலமாகவே நிறைவேறி வந்தன அந்த சட்டசபையை பொம்மை சபை என்று கூற யாருக்கு தைரியம் வரும் அரசாங்கத்தில் செலவு மிகுதியாகிவிட்டது குடிமக்களுக்காக ஏதோ ஒரு பெரிய காரியத்தை செய்து இந்த செலவு ஏற்பட்டது சொல்ல முடியாது எல்லாம் அரசருடைய சொந்த செலவு தான் அரசர் சௌக்கியமாக இருந்தால்தானே அரசாட்சி நன்கு நடைபெறும் மன்னனே நாட்டுக்கு உயிர் என்பது உண்மையாக இருந்தால் அவனை காப்பது வேண்டிய சுகங்களை பெற்று வாழும்படி செய்து காப்பது நாட்டு மக்களுக்கு உரிய கடமை என்பதும் உண்மையாகத்தானே இருக்க வேண்டும் அரசற்குரிய செலவு அரசாங்க செலவு என்று வேறு பிரித்து பார்க்கும் கெட்ட வழக்கம் காட்டுக்கோட்டை அரசில் இல்லை அதனால் அரசாங்க செலவு மிகுதியாகிவிட்டது என்பதை குடிமக்களுக்கு அறிவித்து மேற்கொண்டு அரசாங்கத்தின் வரவை அதிகப்படுத்தும் வழித்துறைகளை ஆராயும் அவசியத்தையும் தெளிவாக வற்புறுத்த மந்திரிமார்கள் முன்வந்தார்கள் மந்திரிகளும் சேனாதிபதியும் என் சம்பளத்தை வேண்டுமானாலும் குறித்துக் கொள்கிறேன் என்று முதல் மந்திரி விண்ணப்பித்துக் கொண்டார் சச்ச அது கூடாது உங்களுக்கு இப்போது கொடுக்கும் சம்பளமே போதாது மற்ற ராஜ்யங்களில் வெறும் மந்திரிகளுக்கு ஆயிரக்கணக்கில் சம்பளம் தருகிறார்கள் நாமெல்லாம் மிகவும் அவசியமான தேவைகளுக்கு குறைவாகவே பொருட்களை எடுத்து கொள்கிறோம் என்பதை நம்முடைய விசுவாசம் உள்ள குடிமக்கள் நன்றாக தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு தெரியாமல் ஒன்றுமே செய்வதில்லையே எல்லாம் சட்டசபையின் மூலமாகவே தானே நடைபெற்று வருகிறது இனி சம்பளக்குறைவு பற்றி பேசவே கூடாது என்று அரசர் ஒரு பிரசங்கமே செய்துவிட்டார் நாங்களும் அப்படி செய்யலாம் என்றுதான் என்ன இருந்தோம் ஆனால் மன்னபிரானின் திருவுள்ளாம் என்று எழுத்தார் ஒரு மந்திரி அதைப்பற்றி இனி பேசுவதே பயனில்லை அரசர் பெருமானுக்கு ஒப்பில்லாத ஒன்றையும் நாம் செய்யக்கூடாது என்று முதல் மந்திரி கூறினார் வழி என்ன என்று ஆலோசனை செய்யலாம் என்று அரசர் நினைவுறுத்தினார் புதிய வரிகள் போடலாமா அது யோசனை செய்து பிறகு செய்ய வேண்டியது என்றார் மன்னர் எல்லோருக்கும் வரி போடுவதை விட குறிப்பிட்ட சிலருக்கு கணிசமாக வரி போடலாம் என்று ஒருவர் யோசனை கூறினார் அப்போது சேனாதிபதி ஒரு நல்ல யோசனையை ஒந்தி தள்ளினார் இப்போது குற்றவாளிகளில் சிலருக்கு அபராதம் போடுகிறோம் தள்ளுகிறோம் அபராதம் சிறைவாசம் என்று இரண்டையும் விதிக்கிறோம் இதை மாற்றினால் வருவாய் கிடைக்க இடம் உண்டு என்றார் எப்படி மாற்றுவது என்று ஆவல் நோக்க கேட்டார் அரசர் மிக மிக பெரிய குற்றத்திற்கு சிறை தண்டனை கொடுப்பது மற்ற எல்லாவற்றிற்குமே அபராதமே விதிப்பது ால் அபராத தொகை நிறைய கிடைக்கும் என்று சேனாதிபதி தன்னுடைய திட்டத்தை விவரித்தார் குற்றவாளிகளில் பலர் அபராதம் செலுத்த முடியாத நிலையில் இருக்கிறார்களே அவர்களிடம் அபராதம் எப்படி வசூல் செய்வது என்று ஒருவர் கேள்வி கேட்டார் சேனாதிபதி அதற்கு தயாராகவே வைத்திருந்தார் அப்படிப்பட்ட ஆசாமிகளை யாரிடமாவது வேலை செய்ய சொல்வோம் கிடைக்கும் சம்பளத்தை அபராத தொகையாக வசூல் செய்து கொள்வோம் என்று அவர் சொன்னவுடன் சபாஸ் நல்ல யோசனை என்று அரசர் ஆவோதித்தார் அதற்கு மேல் தடை கூற அங்கு யாருக்கும் துணிவில்லை திருடர்களிடம் கூட அபராதம் வசூலிக்கப்படுவதா என்று அரசர் கேட்டார் ஆம் அதுதான் முக்கியம் திருடிய பொருளில் இருந்து எளிதில் அபராதம் செலுத்தி விடுவார்கள் திருட்டு கொடுத்தவர்கள் சொல்லும் செய்தியை வைத்து கொண்டு நூற்றுக்கு இவ்வளவு என்று அபராதம் போடலாம் அபராதம் வசூலிக்கும் கடமை உங்கள் தலையில் தான் என்பதை நினைத்து பார்த்தீர்களா அதனால் இத்தனை தைரியத்தோடு பேசுகிறேன் எப்படியாவது பணத்தை வசூலிக்க முடியும் மகாராஜா உத்தரவு கொடுத்தால் போதும் மகாராஜா உத்தரவா எல்லாம் சட்டசபையின் மூலமாகவே வரட்டும் சட்டசபையில் ஒரு புதிய சட்டம் எழுந்தது அரசருடைய தனி அனுமதியின்றி எந்த குற்றத்திற்கும் சிறை தண்டனை விதிக்கக்கூடாது எல்லாவற்றிற்கும் அதன் கடுமைக்கு ஏற்றபடி அபராதம் போட வேண்டும் என்று அந்த சட்டம் கூறியது இதனால் இரட்டிப்பு லாபம் கிடைக்கும் என்று அரசியலார் எதிர்பார்த்தனர் சிறைவாச தண்டனை மிக மிக குறைந்து விடுவதால் சிறைகளையும் சிறைப்பட்டோர்களையும் பாதுகாக்கும் செலவும் குறைந்து போகும் முன்னிலும் அதிக அபராத தொகை அரசாங்க பொக்கிஷத்தில் சேரும் சட்டம் வந்த முதல் மாதத்தில் அரசாங்க வருவாய் முன்னிலிருந்து இருமடங்கு ஆயிற்று அபராதம் செலுத்த இயலாதவர்களில் முதலில் அரசாங்க வேளையில் வைத்துக் கொண்டு அபராத தொகையை ஈடு செய்தார்கள் குற்றவாளிகளை வேலை செய்ய வைக்கலாமா அவர்கள் ஒழுங்காக வேலி செய்வார்களா என்ற கேள்விகளை சட்டசபையிலேயே கேட்க எதிர்கட்சி என்று ஒன்று அந்த அரசாங்கத்தில் இல்லை அபராதம் செலுத்த முடியாதவர்களின் தொகை அதிகமாயிற்று அவர்கள் யாருக்கும் வேலை கொடுக்க அரசாங்கத்திலும் ராஜ்யத்தில் உள்ள வியாபாரிகளிடம் அவர்களை வேலைக்கு அனுப்பினார்கள் குற்றவாளிகளை நாங்கள் வேலைக்கு வைத்துக் கொள்ள மாட்டோம் என்று சொல்ல அவர்களுக்கு தைரியம் இல்லை ஆகையால் வேலைக்கு எடுத்துக் கொண்டதாக பாவித்து அவர்களுடைய சம்பளத்தை மாத்திரம் கஜானாவில் கட்டி வந்தார்கள் குற்றவாளிகள் வேலை கொடுங்கள் என்ற பொழுது வேலையே செய்ய வேண்டாம் உங்கள் விருப்பப்படி எங்கு வேண்டுமானாலும் போய் வாருங்கள் என்று விட்டார்கள் இந்த கட்டணங்களால் அரசாங்க வருவாய் அதிகமாயிற்று அரசருக்கு சேனாதிபதியிடம் அபாரத்தையே உண்டாயிற்று சம்பளத்தை இரட்டிப்பாக்கினார் மந்திரிகளுடைய சம்பளத்தையும் கூட்டினார் அவரும் தம் அந்த புறத்தை மறுபடியும் செலவுக்கு பணம் போதாத நிலை வந்தது மந்திராலோசனையும் நடந்தது இப்போதெல்லாம் சேனாதிபதியின் வார்த்தையில்தான் செலவாணி அதிகம் என்ன செய்யலாம் என்று அரசர் கேட்டார் திருடுகரவர்களை கையும் கழுவுமாக பிடித்து அவர்கள் கையில் உள்ள பொருட்களை வாங்கி கொடுத்து விடும் பழக்கம் இருக்கிறதுக்கு இப்போது அபராதமும் போடுகிறோம் செய்தால் வருவாயை அதிகரிக்கலாம் என்று சீனாதிபதி சொன்னார் எப்படி மாற்றுவது நம்முடைய முதல் முதலிய பெரியவர்களுக்கு நான் சொல்வது பொருத்தமாக தோன்றினால் எடுத்துக்கொள்ளட்டும் இல்லாவிட்டால் தயவுதாட்சியமில்லாமல் வேண்டாம் என்று சொல்லட்டும் என்ன இருந்தாலும் நான் சின்னவன்தானே முதல் மந்திரிக்கு எரிச்சலாக வந்தது ஆனாலும் உங்களுடைய அற்புதமான புத்திசலித்தனத்தை மகாராஜாவே மெச்சும்போது நாங்கள் நாம் பற்றி சொல்ல வேண்டுமா என்ன என்று அதை வெளிக்காட்டாமல் பதில் சொன்னார் என்ன மாறுதல் செய்ய வேண்டும் அதை சொல்லுங்கள் என்று மன்னர் அவசரப்படுத்தினார் இதோ சொல்கிறேன் திருடகிறவனை நாம் போய் பிடிக்கக்கூடாது பொருட்களை இழந்தவர் அழித்து வந்து முறைகிட்டால் விசாரித்து இழந்த பொருளுக்கு ஒரு மதிப்பு வைத்து அதில் பாதியை அபராதமாக வசூலித்து விடலாம் பொருளை இழந்தவனுக்கு அந்த பொருளை திருப்பித்தர வேண்டாமா என்றும் முதல் மந்திரி கேட்டார் அதை பற்றி நமக்கு என்ன கவலை திருடன் குற்றம் செய்தால் அவனை தண்டிப்பது நம் கடமை அதை செய்கிறோம் அபராதம் வாங்குகிறோம் என்று வியாக்கியானம் செய்தார் சேனாதிபதி அதன்படி சட்டசபையில் பழைய சட்டத்திற்கு திருத்தம் வந்தது நிறைவேற்றவும் பட்டது அதை நிறைவேற்றி வைத்த பிறகு முதல் அரசரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தார் தாம் பல காலமாக செய்வதற்காக பிரார்த்தனை செய்து கொண்டிருப்பதாகவும் தம் வேலையிலிருந்து ஓய்வு பெற்று அவ்வாறு செய்ய அனுமதிக்க வேண்டும் என்று பணிவுடன் வேண்டினார் அரசர் முதலில் யோசித்தாலும் பிறகு அவர் விருப்பப்படியே அவரை முதல் மந்திரி பதவியிலிருந்து செய்தார் அடுத்தபடி சேனாதிபதியே முதல் மந்திரியாகிவிட்டார் இரண்டு வேலைகளையும் அவரே பார்த்து கொண்டார் புதிய சட்டத்தின்படி திருடர்கள் அபராதம் செலுத்த துவங்கிவிட்டார்கள் எல்லோருடைய வீட்டிலும் திருடு போயிற்று திருடு கொடுத்தவர்கள் தம் பொருட்கள் இன்னும் மதிப்புடையது என்று சொல்லி புலும்புவதோடு சரி அதற்கு மேல் இழந்த பொருளுக்கு அவர்களுக்கும் சம்பந்தமே இல்லை திருடர்கள் பாதி பங்கை அபராதமாக செலுத்தி வந்தார்கள் முன்னிலும் அதிகமாக பொக்கிஷத்தில் பணம் செய்தது பெரிய இப்போது அரசரைவிட அதிகாரம் அதிகமாயிற்று அவர் ராஜபோக வாழ்க்கையை அனுபவித்தார் ஆக அவருடைய சொந்த செலவு கணக்கு வழக்கு இல்லாமல் வளர்ந்து கொண்டே வந்தது அதை சரி கட்ட அரசாங்கத்தில் இருந்து வரும் வருவாய் போதுமா அதனால் வேறு வகையில் வருவாயை பெருக்கிக் கொள்ள எண்ணினார் ஒரு அரசாங்கத்தின் முட்டுப்பாட்டை போக்க வழிகண்ட அவருக்கு தன் செலவுக்கு பணம் திடுவதா பெரிய காரியம் முன்பே அபராதம் செலுத்திய திருடர்களை அந்தரங்கமாக அழைத்தார் உங்களுக்கு உபகாரமாக ஒரு காரியம் செய்யலாம் என்று இருக்கிறேன் நீங்கள் அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டியிருக்கிறது நான் முதலாளிகளை அழைத்து ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் என்று தன் கருத்தை விளக்கினார் அவர்கள் ஒப்புக்கொண்ட பிறகு திருட்டு கொடுப்பவர்களை தனியை அழைத்து பேசினார் உங்கள் வீடுகளில் திருட்டு போகும் சொத்தின் மதிப்பை குறைவாக சொல்லுங்கள் அதனால் திருட்டு தொழிலை நடத்துபவர்களுக்கு இலாபம் உண்டு உங்களுக்கும் அதில் பங்கு சொல்கிறேன் என்றார் அதை அவர்களும் ஒப்புக்கொண்டார்கள் ஒன்றுமே இல்லாதவர்களுக்கு கொஞ்சமாவது கிடைக்கும் இந்த ரகசிய ஏற்பாட்டால் அரசாங்கத்தின் வருவாய் குறைந்தது மறுபடியும் நடைபெற்றது திருட்டு தொழிலை நடத்துகிறவர்கள் அபராதம் செலுத்துகிறார்கள் அபராதம் என்று சொல்வதானால் சமுதாயத்தில் அவர்களை சற்று தாழ்வாக கருதுகிறார்கள் இனி அதை கட்டணம் என்று சொல்வது நல்லது அதற்கு ஏற்றபடி சத்த சட்டத்தின் வாசகங்களை திருத்துவதும் எளிது என்று காமதேனு ஆகிய சேனாதிபதி தந்திரம் கூறினார் அப்படியே நடைபெற்றது மறுபடியும் மந்திர ஆலோசனை நடந்தது சேனாதிபதிதான் தந்திரம் சொன்னார் மற்றவர்களுக்கு என்ன தெரியும் இப்போது திருட்டு தொழிலாளர்கள் கட்டணம் செலுத்துவதால் நாலு பேர் காண வீதியில் உலா ஆனாலும் அவர்களுக்கு ஊக்கம் போதாது எப்படி ஊக்கப்படுத்துவது அரசாங்கத்தின் விளம்பர பகுதி ஒன்றை நிறுவ வேண்டும் திருட்டு தொழில் செய்யும் கணவான்களுக்கு ஊக்கமூட்டும் வகையில் விளம்பரம் செய்ய வேண்டும் அற்புதமான யோசனை உம் மூளையின் பெருமை எப்படியை பாராட்டுவது என்று குதளித்தார் சேனாதிபதி நகரின் மூளை முடுக்குகளில் எல்லாம் சுவரட்டைகள் பலபளத்தன திருட்டு செய்யும் கணவன்களை உங்கள் தொழிலை ஊக்கத்தோடு செய்யுங்கள் அரசாங்கத்துக்கு நீங்கள் செலுத்தும் கட்டணங்களில் ஒரு தொகைக்கும் மேற்போட்டு போனால் சலுகையும் உண்டு தொழில் வன்மம் உடையவர்களுக்கு ஆதரவு தருவதில் அரசாங்கம் என்றும் பின் தங்காது இந்த விளம்பரம் கண்ட வியாபாரிகளும் முதலாளிகளும் நகர மாந்தர்களும் ஒருவரை ஒருவர் விழித்து பார்த்து கொண்டார்கள் ஏதோ முனு ஒழுத்தார்கள் கொள்ளையோ கொள்ளை என்று அவர்கள் அந்தரங்கமாய் அலறினார்கள் அடுத்த வாரம் அரண்மனையின் கஜானாவை திறந்து கடந்தது பெட்டிகளில் ஒரு சொப்பு காசு கூட இல்லை பட்டத்தரசியின் நகை பெட்டி காலியாக அரசர் வந்து பார்த்தார் அரசி அவரை பார்த்தார் அவளால் சிரிப்பை அடக்கிக் கொள்ள முடியவில்லை கோபத்தால் வந்த சிரிப்பு தான் உங்கள் அற்புதமான சேனாதிபதியின் திட்டத்தால் வந்த விளைவுதான் இது அரண்மனை முழுவதும் குற்றவாளிகளையும் பழைய கைதிகளையும் வேலைக்கு கொண்டு வந்தால் இந்த மாதிரி நடக்கும் இன்னும் என்னென்ன நடக்கப் போகிறதோ அதற்கு மேல் பேச முடியவில்லை திடீரென்று அழத் தொடங்கிவிட்டாள் அடுத்த நாளே சேனாதிபதி சிறையில் அடைக்கும்படி உத்தரவு போட்டார் அரசர் சட்டத்தை மாற்றி யாராவது திருடினால் ஏதாவது ஒரு அங்கம் வெட்டி எடுக்கப்படும் என்று புதிய சட்டம் கொண்டு வந்தார் தேசாந்திடம் போயிருந்த பழைய முதல் அந்த சமயம் எங்கேயோ இருந்து வந்து சேர்ந்து இந்த சிறுகதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வெளிபெறுவதில் நந்தினி பாலகிருஷ்ணன் இணைந்திருங்கள் இது உங்கள் தமிழ் நாவல் ஒளி நன்றி வணக்கம் கருத்துக்களை மறக்காம பதிவிடுங்க அடுத்ததாக நீங்கள் கேட்கவிருக்கும் சிறுகதை கொடுப்பதில் இன்பம் யாரு யாருக்கு கொடுத்தா எதனால இன்பம் அடைஞ்சாங்க தெரிஞ்சுக்கலாம் கதைக்குள்ள போலமா ஒரு பக்தர் இருக்காரு அவருக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை ஒரு கோயில் கட்டணும் அப்படின்னு ஆனா அவர்கிட்ட கையில பணமே இல்லை வசதியும் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது அவருக்கு ஒரு யோசனை வருது சரி ஊர்ல இருக்கிற எல்லார்கிட்டையும் அதாவது பணக்காரர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க கிட்ட இல்லை வசதி படைத்தவர்கள் கிட்ட நம்ம வந்து காசு வசூல் பண்ணி ஒரு கோயில் கட்டலாம் அப்படின்னு முடிவு பண்றாரு அந்த யோசனைப்படி ஊர்ல இருக்கிற செல்வந்தர்கள்ட்டெல்லாம் போய் உதவி கேட்கறாரு அவங்களும் ஒரு நல்ல காரியம் ஒரு புண்ணிய காரியம் அதனால எங்களால ஆன உதவிய உங்களுக்கு செய்கிறோம் அப்படின்னு வாக்கு கொடுக்குறாங்க கூடவே கொஞ்சம் பணமும் கொடுக்குறாங்க அந்த பணத்தையெல்லாம் அவரு சேர்த்து வச்சுக்கிட்டே வர்றாரு அந்த ஊர்ல ஒரு ஆள் இருக்காரு அந்த ஆளு ரொம்பவும் கஞ்சமான ஆள் அவர்கிட்ட போய் கேட்கலாமா அப்படின்னு அவருக்கு ஒரு யோசனை வருது சரி கேட்டு தான் பார்ப்போம் கொடுக்குறதும் கொடுக்காததும் அவருடைய விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யோசனை படியும் அடுத்த நாள் அந்த கஞ்சனோட வீட்டுக்கு போறாரு அவரை பார்த்ததுமே அந்த கஞ்சன் கேட்குறேன் எங்க வந்த அப்படின்னு கேட்கறான் அதுக்கு அந்த ஆளு சொல்றாரு ஐயா இந்த மாதிரி எனக்கு ஒரு கோயில் கட்டணும்னு ஆசை அதுக்கு தேவையான வசதி என்கிட்ட இல்ல அதனால ஊர்ல வசதி படைச்சவங்கள்ட்ட கொஞ்சம் பணம் வாங்கி நிதி திரட்டி ஒரு கோயில் கட்டலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு அதுக்காக அதுக்கதுக்கு இங்க வந்த இப்ப நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேக்குறாரு அந்த கஞ்சம் பக்தர் சொல்றாரு உங்க நிதி உதவி கேட்டுதான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு கஞ்சம் எப்படிப்பட்டவனா அரந்த விரலுக்கு சுண்ணம்பு தரை கூட யோசிக்கிறவன் எச்சி கையில் காக்கா கூட விரட்டாதவன் அவன் சொல்றான் பிள்ளை இல்லாத சொத்து இங்கே என்ன கொட்டியா கிடக்குது நான் உனக்கு எடுத்து கொடுக்கறதுக்கு என்னால எல்லாம் தர முடியாது நீ இந்த இடத்த விட்டு கிளம்பு அப்படின்னு மூச்சிலடி சாப்பில் சொல்லிடுறேன் ஆனால் அந்த பக்தரும் விடுற மாதிரி இல்லை ஐயா ஐயா நான் கொஞ்சம் சொல்கிறத கேளுங்க நாளைக்கு ஒரு சபையை கூட்டியிருக்கேன் அந்த சபையில் பணம் கொடு கொடுத்தவங்க பேரெல்லாம் வாசித்து நான் பாராட்டுவேன் நீங்கள் ஒரு ஆயரருவா எனக்கு கொடுத்தீங்கன்னா உங்கள் பேரை சொல்லி நீங்கள் தந்ததா உங்களையும் நான் பாராட்டி பேசுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க இவன் இடம் புகுந்துடுறான் இந்த கொஞ்சம் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நீ என்ன கேட்டுக்கிட்டே இருக்க அப்படி ஒண்ணு நீ என்னைய பாராட்ட வேணா என்னால் நீ என்ன சொன்னாலும் சரி பணம் தர முடியாது இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறாரு அப்போ வந்து பக்தர் சொல்றாரு என்கிட்ட இன்னொரு யோசனை இருக்கு ஐயா அதையாவது கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு இவன் விடமாட்டான் போலையே சரி என்னன்னு கேட்போம் அப்படின்னு அந்த கஞ்சனும் கேட்கிறான் ஐயா நீங்க என்கிட்ட ஆயிர ரூபா கொடுங்க அந்த ஆயிரம் ரூபாயை காமிச்சு நான் நாளைக்கு சபையில் நீங்க வந்து ஆயிரம் ரூபா கொடுத்ததா சொல்றேன் சந்தேகம் நீ திருப்பி கொடுப்பேன் நான் எப்படி நம்புறது அப்படின்னு கேக்குறான் பக்தர் சொல்றாரு ஐயா நான் என் தலை மீது ஆனையிட்டும் சொல்றேன் ஏன் நான் கட்ட போறேன்னு அந்த கோயில் மீது கூட ஆணையிட்டு சொல்றேன் உங்க பணத்தை நான் கண்டிப்பா திருப்பி குடுத்துருவேன் ஐயா அப்படின்னு சொல்றாரு கஞ்சனுக்கும் இழகிடுச்சு காசு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போயி ஒரு ஆயிரம் ரூபாய் நோட்ட எடுத்துட்டு வந்தேன் பக்தர் சொல்றாரு ஐயா நான் என் தலை மீது சொல்றேன் ஏன் நான் கட்டப்புறனே அந்த கோயில் மீது கூட ஆணையிட்டு சொல்றேன் உங்களோட பணத்தை நான் கண்டிப்பாக திருப்பி கொடுத்துருவேன் ஐயா என்னை நம்பலாம் என் வார்த்தையில நம்புங்க அப்படின்னு சொல்கிறாரு கஞ்சனுக்கும் மனசு இளைகிடுது இந்த ஆள் தான் இவ்வளவு தூரம் சத்தியம் பண்ணுறானே சரி கொடுப்போம் கண்டிப்பாக கொண்டு கொடுத்துருமா அப்படின்னு நினச்சிட்டு கொஞ்சம் இருமையா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போய் ஆயிரம் ரூபாய் எடுத்துகிட்டு வந்து அந்த பக்தர்கிட்ட கொடுக்குறாரு பக்தரும் அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு ஐயா நாளைக்கு கூட்டம் கூட்டி இருக்கேன்லையா அந்த இடத்துக்கு வந்துருங்க மறக்காமல் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு அடுத்த நாள் ஆகுது கூட்டமும் நடக்குது அந்த பக்தரும் தனக்கு பணம் கொடுத்து உதவி பண்ணவங்களுடைய பெயரையும் எவ்வளவு கொடுத்தாங்கிறதையும் சொல்றாரு எல்லோரும் கை தட்டிட்டு இருக்காங்க அந்த கஞ்சனோட பெயரும் அதுல வருது அதை கேட்டாங்க இருந்த எல்லோருக்குமே ஆச்சரியமா போயிருது பலரும் தங்களான முடிஞ்ச அந்த உதவிய இன்னும் வந்து செய்யறாங்க கஞ்சனே கொடுக்கும் பொழுது நம்ம கொடுக்க கூடாதா அப்படின்னு நினைச்சு பலரும் உதவி செய்யறாங்க கூட்டம் முடிஞ்சிருது அடுத்த நாள் பொழுது விடியுது தொண்டர் வந்து அந்த பக்தர் இருக்கார் இல்லையா அவரு தன்னுடைய வார்த்தையை காப்பாத்துறதுக்காக அந்த கஞ்சனோட வீட்டுக்கு போய் ஆயிரம் ரூபாயை திருப்பி கொடுக்குறாரு ஐயா நீங்கள் பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க என்ன நம்பி இந்த ஆயிரம் ரூபாயை கொடுத்தீங்க நான் என்னுடைய வார்த்தையை தவறாம இதை உங்களுக்கு திருப்பி கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன் இந்த வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்றாரு அந்த கஞ்சன் எதுவுமே பேசலை பேசாம வீட்டுக்குள்ள போயிடுறாரு போயிட்டு இன்னொரு ஆயிரம் ரூபாயை எடுத்துட்டு வந்து அந்த பக்தர்கிட்ட கொடுக்குறாரு அவருக்கு ஒன்றுமே புரியலை ரொம்ப பிரமிப்பா இருக்கு என்னடாது நேத்து கேட்ட ஒண்ணுமே குடுக்கல இன்னைக்கு ஆயிரம் ரூபாய் திருப்பி கொடுக்க வந்தா இந்த ஆயிரம் ரூபாய் கொண்டாந்து யோசிச்சிட்டு இருக்காரு பக்தர் இப்படி யோசிக்கிறத பாத்துட்டு கஞ்சனி அதற்கான விளக்கத்தையும் சொல்றாரு ஐயா நேத்து நீங்க அந்த கூட்டத்துக்கு நீங்க வர சொன்னீங்க நானும் முழு மனசா அந்த கூட்டத்துக்கு வரல என்னோட பணத்தை நீங்க வாங்கிட்டு ஓடி போயிருவீங்களோ அப்படிங்கிற ஒரு அவநம்பிக்கையோட தான் இங்க வந்தேன் ஆனால் அந்த கூட்டத்தில் நான் பண உதவி செஞ்சதா நீங்க சொல்லி அந்த பணத்தை நீங்க வாசித்த போது கூட்டத்தில் இருந்த எல்லோருமே என்னைய ஒரு விதமா பார்த்தாங்க பலர் கூட்டம் முடிஞ்சோடன என்னை வந்து பார்த்து கைக்குலுக்கி வாழ்த்தும் சொன்னாங்க நான் இதுவரைக்கும் அப்படி ஒரு வாழ்த்தை யார்கிட்ட இருந்தும் நான் பெற்றதும் இல்லை என் மனசும் அன்னைக்கு நிறைஞ்சிருந்தது அந்த மாதிரியான ஒரு மகிழ்ச்சியை நான் இதுவரைக்கும் அனுபவித்ததே கிடையாது கொடுக்கறதுனால இவ்வளவு இன்பம் உண்டாகும் அப்படிங்கிறதே எனக்கு அன்னைக்கு தான் தெரிஞ்சுது அதனால தான் இன்னொரு ஆயிரம் ரூபாயை என் மன உவந்து உங்களுக்கு தரேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு கஞ்சன் தருந்து அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு அந்த பக்தரும் அந்த இடத்த விட்டு நகர்ந்துறாரு